ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்தர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சேரீ உடைய நம்பர் எயிட் நைன் எயிட் சாரீயோடைய நம்பர் எயிட் நைன் எயிட் சாரியுடைய கலர் இங்க் ப்ளூ கலர் கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்நேட்டிவாக பாடி ஃபுல்லாகவுமே வந்துட்டு இருக்குங்க இந்த சாரீஸ் கைத்தறியில் நெசவு பண்ணுதுங்க ஹேண்ட்லூ மேட் பியூர் சஃசில் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடு இது எல்லாமே சிறுமுகையிலேயும் சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் நெசவு செய்யப்பட்ட பியூர் சில்க் சாரிங்க ஒவ்வொரு சாரி கூடயும் கட் ஆகியும் சில்க் மார்க் டேக் வந்துடும் இது பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டுமே தாங்க பண்ணணும் சாரி நம்பர் எயிட் டபுள் நைன் ஸாரீ நம்பர் சாரியுடைய பிரைஸ் 6,200 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன் இருக்குது எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ணாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் சாரீ நம்பர் நைன் ஹண்ட்ரட் நைன் டபுள் ஜீரோ கலர் மஸ்டர்ட் எல்லோ கலர் ஸாரீ கலர் மஸ்டர்ட் எல்லோ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணும் அப்போ தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு டைம் அட் அ டைம் ஒரு சாரீ தான் வந்து நீங்கள் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு சாரீ சிஓடியில் புக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு நீங்கள் பார்சல் வாங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஆர்ட்ரு கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியும் சாரீ நம்பர் நைன் ஜீரோ ஒன் ஆனால் ப்ரீ பேமெண்ட்டில் அந்தவித ஆப்ஷன் எதுவுமே கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது எந்த லிமிடேஷன் கிடையாது நீங்கள் டெய்லியுமே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ரீ பேமெண்ட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் கேஷ் ஆன் டெலிவரியில் அட் அடைமில் ஒரு சாரீ தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது Pink Pink Color Color Color Double Double Shade colour, colour, double Shade Cash பிங்க் கலர் டபுள் ஷேடு சாரியுடைய கலர் பேஜ் international shipping available இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு shipping சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த சாரியுடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் இருக்கும் ப்ளவுஸுடைய லெந்த் எபவ் செவன்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எபவ் சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ இந்த வீடியோவில் நம்ம 20 ஸாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் அந்த டுவெண்ட்டி ஸேரீமே ஒரே கேட்டகரி தாங்க சிங்கிள் கலரில் இருக்கக்கூடியது தான் ஸோ அதனால் ஒரே ப்ரைஸ் தாங்க ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி சாரிக்கும் நம்ம பிரைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் ட்வெண்ட்டி ஸாரீஸ் இருக்குது அதில் எந்த சேரீ பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது 6200 தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ராமர் க்ரீன் ப்ரைட் இல்லை ப்ரைட்டாக இருக்குங்க சாரியோடைய கலர் ராமர் க்ரீன் நல்லா ப்ரைட்டாக இருக்கக்கூடியது 904 ஜீரோ ஃபோர் 904 இது ராணி பிங்க் கலருங்க ஸாரீ கலர் ராணி பிங்க் கலர் இந்த சாரி சார் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதாவது WhatsApp மூலமாக நீங்கள் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நைன் ஜீரோ இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, சாரி நம்பர் 905. அதாவது இப்போ சாரி நம்பர் 905, ஜீரோ ஃபைவ் இதோடைய கலர் பார்த்துட்டிங்கன்னா லைட் சாக்லேட் கலர் வெரி லைட் சாக்லேட் கலர் இப்போ இந்த சாரீ உங்களுக்கு பர்டிகுலராக வேணும்னா ஒரு மெசேஜ் போதுங்க 905 ஜீரோ ஃபைவ் புக் அல்லது புக் நைன் இல்லை தமிழ் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்படின்னு பண்ணலாம் இல்லை புக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான வேர்டு தான் ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸும் அதை கண்டிப்பாக டைப் பண்ண முடியும் ஸோ நைன் ஜீரோ ஃபைவ் புக் அப்படின்னு இந்த ஒரு ரெண்டே ரெண்டு வேர்டு இருந்தால் போதுங்க கன்டினியூஸ் மெசேஜ் கூட வேண்டாம் வாட்ஸ்அப் கால் கூட வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இது மட்டும் இருந்தால் போதும் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் சாரி என்னமாதிரி நைன் இது வந்து பர்பிள் கலர் வித் பிளாக் காம்பினேஷன் வந்து, மற்றபடிலாம் இந்த இந்த எல்லாமே borderless single color சிங்கிள் top most, நம்பர் ஒன்ல இருக்குங்க சாரி 907 இது வந்து நைன் ஜார்க்ர்ன்ாலிசி பொறுத்தி உங்களுக்கு டேமேஜா வந்ததுனால அல்லது நீங்க புக் பண்ண சாரி இல்லாமல் வேற Only for damages possible. for damages possible other reasons, color சேர்த்துனாலும் There is no return possible. Return is not available for color issues as quality issues and handle marks. Only damages the return possible. Serial number 908 அதுமே பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க அதாவது பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அந்த ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் அந்த சேரீயை நல்லா பிரித்து பாருங்கள் அப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணுறது ஒரு கட் வீடியோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கட் வீடியோவில் ஸேரீல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பர் மாதிரியே இருக்காதுங்க ஏன்னா ஒவ்வொரு கலரை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு வீடியோவும் பாருங்கள் ஃபோட்டோவும் பாருங்கள் ஏன்னா ஒன் ஆட் டூ கலர்ஸ் வந்து நாட் ஆல் கலர்ஸ் ஒன் ஆர் டூ கலர்ஸ் வந்து கரெக்டாக வீடியோவில் கேப்சர் பண்ண முடியலை ஃபோட்டோவில் கரெக்டாக இருக்குது சிலது ஃபோட்டோவில் கரெக்டாக இல்லை வீடியோவில் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியுது ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவை சொல்கிறோம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள் அண்ட் ஃபோட்டோவை பாருங்கள் கலர் கன்ஃபர்மேஷனுக்கு சரி நம்பர் நைன் இது வந்து பிரைட் பிங்க் கலர் சாரி கலர் பிரைட் பிங்க் கலர் பஞ்சு மிட்டாய் கலர்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழில் அதே மாதிரி ஒரு மெசேஜோடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம எப்பவுமே ஓல்டு மெசேஜஸ்லேருந்தால் ரீசெண்ட் மெசேஜஸ்க்கு ரீட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து எல்லா போஸ்டும் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது லேட் ஆயிரும் சாரி நம்பர் 911 டபுள் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரீஸ் வந்து மார்னிங் லெவன் ஓ கிளாக் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த லெவன் ஓ கிளாக் வந்து ஃபோட்டோஸ் எல்லா குரூப்ஸ்க்கு போடணும் அண்ட் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் அது என்ன சாரீ என்ன ப்ரைஸு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் இதை எங்கே செக் பண்ணலாம் வீடியோ லிங்க் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் இதெல்லாம் சென்ட் பண்ணி முடிக்கிறக்கே ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் எங்களால் ரிப்ளை பண்ண முடியும் உடனே ரிப்ளை பண்ண முடியாது அப்படி ரிப்ளை பண்ணும்போது நாங்கள் ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரிப்ளை பண்ணிகிட்டே வருவோங்க இப்போ நீங்கள் பார்த்தது இன்க் ப்ளூ இந்த சேரீயுடைய கலர் இன்க் ப்ளூ சாரியுடைய நம்பர் நைன் இப்போ நம்ம பார்க்குறது நைன் சாரி நம்பர் நைன் ஒன் டூ ப்ரௌன் gold ஃபுல்லாக zari டெஸ்ட் ஜெரி ஒர்க் இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் ஜெரீல புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இருந்தது இப்போ இந்த சாரியில் நம்ம பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்ட் ஜெரிங்க ஜெறியை பொறுத்த வரைக்கும் ஹஃபைன்ரி சில்க்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் pure silk கண்டிப்பாக சில்க் மார்க் சர்டிபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வரும் அண்ட் இது எல்லாமே பியூர் சில்குங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தாங்க டெக்ஸ்டர் இருக்கும் ரொம்ப வளவளப்பாக இருக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாங்க ஏன்னா இது பாலிஸ்டர் கிடையாது திஸ் இஸ் அ ப்யூர் சில்க் ஸோ பியூர் சில்க்குக்கு என்ன நேச்சரோ அந்த சில்க் அந்த நேச்சர் தாங்க இருக்கும் பாலிஸ்டர் தான் ரொம்ப பளவளப்பாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இது பாலிஸ்டர் கிடையாது பியூர் சில்க் சரி நம்பர் நைன் ஒன் த்ரீ டபுள் ஷேடு தாங்க கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் சேரீ கலர் பார்த்துட்டீங்கன்னா க்ரீன் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்குங்க இதுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரிதாங்க கிரீன் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சாரி சாரி நம்பர் நைன் ஒன் ஃபோர் இந்த சாரீஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாங்க மெசேஜ் பண்ணுங்க சாரீ கூட சென்ட் பண்ணும்போதே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அவங்க மெசேஜ் பார்க்கும்போது உங்க மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரி அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணி கொடுப்போம் நீங்கள் அவைலபிள்னு மட்டும் கேட்டிங்கன்னா மேபி அந்த டைம் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அவைலபிளாக இருக்கும் அவைலபுள்னு ரிப்ளை பண்ணுவோம் உங்கள் மெசேஜ் முடித்து நெக்ஸ்ட் மெசேஜ் போகும்போது சேம் சாரி அந்த கஸ்டமரை வந்து புக் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தான் புக் பண்ணுவேங்க யார் ஃபஸ்ட்டு புக் பண்ண சொல்கிறாங்களோ நம்ம அவங்களுக்கு சாரீஸ் புக் பண்ணி கொடுக்குறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஸாரீ நம்பர் நைன் ஒன் கலர் ப்ளூயிஷ் க்ரீன் ப்ளூ அதிக டாமின்டாக இருக்கும் க்ரீன் மைல்டாக இருக்குங்க சாரீ நம்பர் நைன் இது வந்து பீச் கலர் சாரி கலர் பீச் இது வந்து சில்வர் டெஸ்ட் இந்த சாரில சில்வர் டெஸ்ட் வந்து சில்க் மார்க் அட் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் யூ வில் கெட் ஆல் ஓவர் இந்தியா வித் free shipping cash on delivery option available there is extra charges 200 rupees you have to pay when you are booking the sari then only we will confirm your order and we will send the parcel while receiving the parcel you have to pay cash sari price 6200 rupees international shipping available extra shipping charges you have to pay for international shipping sari number 916 sari number 916 color dark ram green green color சாரி கலர் க்ரீன் கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரி ஒர்க்கில் இருக்குங்க இஃப் யூ வாண்ட் டு பை தி சேரீ யூ ஹேவ் டு சென்ட் அ மெசேஜ் த்ரூ வாட்ஸ்அப் சென்ட் சாரி கோட் அண்ட் ஆல்சோ டு சே புக் இஃப் இட்இஸ் அவைலபிள் வி வில் புக் த சாரி ஃபார் யூ சாரி நம்பர் 917. இந்த செவன் இந்த சேரீல கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் சரியில் போட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துச்சுங்க அண்ட் எப்பவுமே வந்து சில தறிகள்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் வந்து லிட்டில் பிட் ஸ்டிஃபாக இருக்குங்க நாட் ஆல் த சாரீஸ் ஃப்ரம் ஆல் த லூம் சில லூம்லேருந்து வரக்கூடிய சில ஸாரீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லிட்டில் ஸ்டிஃபாக தான் இருக்கும் அண்ட் இந்த சேரீ நான் எப்பயுமே சொல்லிடுறேங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கும் போது இது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும் இது வந்து எஜ்ஜ் சாரியுடைய எஜ்ஜ் எப்போவுமே நம்ம லூமில் வந்து டுவெல் சாரீஸ் வந்து வீவ் பண்ணுவோம் சிக்ஸ் கலர்ஸ் டுவெல் சாரீஸ் அப்படி இருக்கும்போது ஒரு கலர் முடிஞ்சு இன்னொரு கலர் வரும்போது ஸோ நெக்ஸ்ட் கலரோடைய அந்த இம்பேக்ட் வந்து அந்த சேரீயில் இருக்குங்க ஆனால் அது எஜ்ஜில் தான் இருக்கும் கட் பண்ணிடுவோம் ஸோ இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கிதுங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது சீக்கிரமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இல்லை WhatsApp குரூப்பில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்துட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபைனலாக நீங்கள் வீடியோவையும் ஃபோட்டோவையும் பார்த்துக்கோங்க எதுக்காகனால் கலர் கன்ஃபர்மேஷனுக்காக தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்